தேவதசார் காதல் வந்தவுடன் காய்சல்ந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் கோபம் கொள்கையிலும் கீரங்க வைக்குதடி மீண்டும் ஒரு முறை நி கோபத்தில் பார்ப்பாயும் அழகே நிழல் கூட அழகின் அகலே